ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டோம் ஸ்ரீலங்காவில் என்ன செய்ய என்ன செய்ய நாங்கள்ன்றது இந்த வீடியோ கிளிப் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகளை கூட இது ஒரு வித்தியாசமாக இருந்தது நவீபி சாப்பிட்டுட்டு அவன் சந்தோஷமாக இருந்தான் என்ன வீட்டுக்குள்ளே குளிரண்டும் வழிநாடல இருக்கிறதால இங்கே வழியால் போகலாம் இருக்கலாம்ன்றத அவள் சில பிள்ளைகள் கூட ச சந்தோஷமாக இருந்துச்சுனாச்சுண்ணா பிறகு வேல் மத்தியான நல்ல வெக்கியாக இருந்தபடியாக வேலை குளிக்கோன்னு மண்ட போட்டு தண்ணி ரைச்சு கொண்டு இருக்கணும் தொட்டியில் தண்ணி ரைச்சி முடிஞ்சது பருமையிலே இந்த காலையெல்லாம் கழுவி போட்டு த உள்ளுக்கு போகலாமே நல்லா டக்குண்டு ஊற்றியாக போயிடும் அடிக்கடி தண்ணி மாற்றிடாது அப்போ எல்லாரும் குளிக்கணும் வேலவே அது வந்து தூயுகัน கூுகัน பை அது என்ன போயே நடந்து போ டென்சிய அப்பையண்ட கொம்பாசி கொம்பாசி இங்கே கேஸ் அடுப்பும் இருக்கு உங்கள் ஸ்ரீலங்காயம் இருக்கிறாக்களுக்கு தெரியும் கேஸ் அடுப்பு இருக்குது ஆனால் எங்களோட வீட்டை விராகி இருக்கிறபடியாக நாங்கள் வழியால் வச்சு விராக சமைக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா எங்கள விட்ட சமைக்கிற அக்கா தான் வா சங்காய் திருவுரா இது எங்கட மரத்து தேங்காயே உடைச்சு நாங்கள் தேங்காய் திருவுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பொறியல் பொறிக்கிறேன் அடுப்பில் சாண்ட் வச்சு புறாசி இருக்கப்படியாக புறாக்கில் போட்டி நல்லா பொறி நல்ல டேஸ்டாயிருக்கும் முறாக்கில் பொடிச்சால் அப்புறம் குளிக்கிறாக்களுக்கு பசிக்குதான் மீன் பொரியல் குளிச்சு கொண்டுக்கும் சாப்பிடின்னா அதோட இன்றைக்கு மத்தியானம் கனவாக்கறி கனவாக்காரியும் வேப்படுது இந்த இருக்குது கனவாக்காரி நல்லா வராட்டி வேகப்படுது இன்றைக்கி மத்தியானம் கனவைக்கறி கத்தரிக்காய் முருங்கக்காய் வெள்ளக்கறி நண்டு இரைச்சி தேங்காய் பூ எல்லாம் போட்டு இரைச்சி வெள்ளைக்கறி மத்தியம் மத்தியானம் வடிவ சாப்பிட்டுட்டு இப்போ பின்னேரம் மாம்பழம் அங்கே மாம்பழம் மண்டபி இருப்போம் அப்புறம் மாம்பழம் வாங்கி வந்து இப்போ வெட்டி கொண்டிருக்குவேன் நம்ம மாம்பழம் தோவைத்தரோ வரும் மாம்பழமாக சாப்பிடுவேணும் அதான் நிறைய டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நாங்கள் மாம்பழம் சாப்பிடுட்டு இப்போ பின்னேற நாங்கள் வழியால் ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்காண்டி போகிறோம் இதான் எங்கட வீடு இப்போ நாங்கள் ரியோவுக்கு நல்லூர் அடியில் ஐஸ்கிரீம் கூழ் பார்க்கு தான் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோல்ஸுன்னு சாப்பிட்றோம் இங்கே சரியான சீப் ஐஸ்கிரீம் ஒரு ஜூரோ ரெண்டு ஜூரோ தான் ஒரு ஐஸ்கிரீமுட விலை நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லோரும் விதம் விதமான ஐஸ்கிரீமால் ஜெயலலி பழங்கள் போட்ட ஐஸ்கிரீம் ஒருத்தரோ ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி எடுத்துச்சா அப்படின்னா நிறைய டேஸ்ட்டாக இருந்தது ீங்களூப் <laughs> <laughs> இப்போ ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு நாங்கள் இரவு சாப்பாட்டுக்கு இப்போ வழியால் எடுப்போம் கேட்கணுட்டு நாங்கள் ஒரு நல்ல ஒரு கொத்து கடைக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கண்ணா பாப்பி கியூ கியூ போட்டு கொத்து ரொட்டி போடுவீங்கண்ணா அதுதான் இப்போ பார்த்து கொண்டுருக்குறீங்க போட்டு கொண்டு இருக்கா இப்போ அந்த வெயிட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பி நான் மசாஜ்ண்ணா अजय लेतो बस लेखे अजय अजय बढ़ी जापदाले बातर वो पुस्ट कपुचा यह पुस्ट बेया यह अजया अजया अजय अजय वीर सुर ஒரு நல்ல சோறு சாப்பிட்றாள் ரெண்டு நேரம் சோறு சாப்பிட்றாள் ஒரு ஆள் ஃப்ரைட் ரைஸும் பாப்பி குவி சிக்கனும் இது பார்த்தீங்கன்னா கொத்தரொட்டியும் பாப்பி குவி சிக்கனும் டேஸ்ட்டாக இருந்தது இன்றைய நாள் அப்படித்தான் போயிட்டுருக்கு எனி வேறு நாளும் தொடர்ந்து பாருங்க வீடியோ கிளிப்பில் பாய்